கஞ்சநாயங்கப்பட்ட முனியப்பன் கோயில் ஒரு சிறப்பான ஒரு முனிப்பன் கோயிலுக்கான விளக்கங்கள் வந்து முக்கியமான ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பூசரையை பேச போறாரு ஏன்னா காவப்பற்ற கோயில் இது இது பிரசித்தி பெற்ற கோயில் எப்பவுமே வந்து முனியப்பன் சாமியை மட்டும்தான் நம்ம தனியா பார்ப்போம் இப்ப ஒரு பெண் தெய்வமும் பக்கத்தில் இருக்கிறனால அதுக்குண்டான சிறப்பு என்ன அப்படின்றத இவர் சொல்ல போறாரு எூர் பஞ்சாயத்து போர்டு தலைவரு காடாச்சி ஊனி சேர்மன் ஆகணும் அப்படி சேர்மன் ஆயிட்டுனா கட்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டே தனிப்பட்ட முறையில சாமியதான் அது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அதுக்கும் பறவை கட்டணே சேர்மனம் பண்ணி வச்சாரு அதுக்கும் பறவை அவர் வந்து வெளியில வந்து இந்த பொண்ணுங்களை குடிக்கிறதெல்லாம் நிறுத்துட்டாரு அதுக்கும் பறவை கட்டுவார்த்தனை ஓடி போயிரும் எவ்வளவு முப்பதாயிரம் செலவு பண்ணா நாற்பதாயிரம் செலவு பண்ணன்னு வருவாங்க இல்ல எங்கேயுமே நாங்க பாத்தது இல்லை முனியப்பசாமி மட்டும் தான் நாங்க பாத்துருக்கோம் இந்த பெண் தெய்வம் பக்கத்துல இருக்கிறது நாங்க இப்பதான் பாக்குறோம் சேலத்துல ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம் அது கட்டி ஒரு ரெண்டு பேர்த்தும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு உடம்பு சரியில்ல இருந்துச்சு ஆரம்பம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணிட்டு வருவாங்க சக்கரச வந்து தாக்குதல் அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்க வந்து கழிக்கப்படுது ஐயா தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கறாரு பூசரையதான் வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ணி கொடுத்து தீர்த்து வச்சு அவங்களுக்கு கயிறு கட்டி கொடுக்கறாரு அவங்களுக்கு கயிற்கட்டி அதை பத்தி என்னன்னா ஐயாட்ட கேட்கலாம் என்னங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கலாம் வருவாங்க பாதிப்பட்ட கட்டி விட்டு நல்லா சரி ஆகிட்டோம் சரியாக தான் இப்போ யாருனாலும் வரலாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஐம்பதாயிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணிட்டு வந்து வருவாங்க கட்டி விடுவோம் நல்லாச்சு வரும் சரி ஆகிட்டோம் சரியா தான் போன மாதம் கூட ஒரு பொண்ணு ஊட்டு தூரம் போனால் பாய்ச்சி நாள் இருபது நாள் போகுமா போய் நாற்பதாயிரம் மட்டும் தெருப்பு போய் எடுக்கணும் அப்படின்ட்டாங்களாம் அது வந்து இங்கே வந்துச்சு நாங்கள் கட்டுவாக்கணும் கட்டி விட்டேன் நெருப்பு கையையும் எடுக்கலாம் ஒன்று தான் அந்த பொண்ணு நல்லாயிருச்சு மூணு தடவை கோட் சவு பொங்கல் வச்சு அதை நெருப்பு கை எடுக்காதே உடம்பு நல்லா போயிடுச்சு அது மாதிரி இங்கே கட்டணும்னா நல்லாயிடும் அந்த எந்த ஒரு அர்த்தம் அது எந்த ஒரு பால்ட்டாக இருந்தாலும் உடம்பு போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இவரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை உடம்பு நல்லா போயிடும் அதே மாதிரி இங்கே கோர்ட் கேஸ் பிரச்சனையுமே வந்து தீருதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு இங்கே வந்தால் கோர்ட் கேஸ் பிரச்சனை ஏவல் செய்வினை அந்த பிள்ளை சூன்யம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எனர்ஜி எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது செதுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கோயிலுக்கு அதிகமாக இருக்குது சக்தி வாய்ந்த கோவில் என்ன இங்கே நிற்கும் ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுது அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கணும் ஷூட் கொடுக்கணும்னு சொல்லி நான் இது பண்ணேன் அதே மாதிரி வந்து கஞ்சநாயகப்பட்டியில் இருக்கிற ஒரு காவல் தெய்வமானது முனீஸ்வரர் கோயில் இது அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க மெயின் ரோட்லேயும் இருக்குது ஏரி பக்கத்திலேயே மெயின் ரோட்லேயே இருக்கு அதான் கண்டிப்பா வந்து ஐயாவோட இப்போ நான் சொல்லுவாரு அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் வந்தாலும் சரி இங்க கண்டிப்பா வந்துட்டு சேலம் வரும்போது அவசியம் வாங்க ஐயா தொலைபேசி என்ன சொல்லுங்க ஐயா தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதனால அவசியம் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக வாங்க வரும்போது தேங்காய் பழம்பூ வெத்தலை பார்க்க எலுமிச்சம்பழம் மாலை சாமிக்கு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் ஐயா சொல்றது என்னென்னு ரெகுலர் பண்ணிக்கோங்க நீங்க கண்டிப்பூ பண்ணிக்கோங்க ஏன்னா ஐயோட போன் நம்பரும் சொல்லிட்டாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணுங்க ஏன்னா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிமேஜினியலிங் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கு நன்றி வணக்கம்